chegou a hora Chegou a hora. Solto o som. हेलो भाई कैसे हो 11 सन सन का रियल बताओ चलना நான் நான் நான் நான் cancel Nur toward பண்டன தெரிய ஒரு பண்ட பண்ட Thank <laughs> you. chegou a hora solto o som ப்ரோ தமிழாக தானா ஓகே ப்ரோ தனுஷ் ஓகே ப்ரோ என் தம்பி பேரும் தமிழ் தான் தனுஷா ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ வேணும் அலாக்கா ப்ரோ ப்ரோ என்ன வேணும் ப்ரோ மெசேஜ் பண்ண ப்ரோ அலாக்கு வேணுமா அலாக்கு ப்ரோ நான் யூடியூப்ல சேனல் வச்சிருக்கேன் ப்ரோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதிக பேர் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அழாக்கு தான் ப்ரோ உண்மையாலுமே அழாக்கு தான் ஃப்ரெண்டுக்கு அழாக்கு பண்ணிவிட்டேன் ப்ரோ ஃப்ரெண்டுனால் இப்போ இப்போ எப்படி நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஃப்ரெண்டு ப்ரோ இங்கே ரொம்ப ரொட்டு நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ரோ தமிழ் நான் ப்ரோ நீங்கள் தமிழ் தான் ப்ரோ எனக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுருங்க நிறைய பேரை உங்களுக்கு உண்மையெல்லாம் அழாக்கு ஓகே ப்ரோ அழாக்கு வேணும் தான் நான் அழாக்கு தரேன் ப்ரோ உங்களுக்கு ப்ரோ நான் மேஸ் பேசுகிறது புரியுதா புரியலையா ப்ரோ சரி ப்ரோ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புள்ள ப்ரோ நான் கெடு ரொம்ப வாரம் நெட்டு ஸ்லோவாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன மேட்சு போடுறது ரேங்கடு ரேங்குடு போடுமா வேணாமா அப்புறம் ரேங்குடு போடலான்னு ஐடியா போடலாமா வேணாமான்னு சொல்லுங்க ஐ பாங்கடே ஆஃப்லைன் ப்ரோ எனக்கு நெட் கிடைக்கறதால இன்னும் வரல என்ன தெரியல गाइस என்ன இல்ல ட்ரை பண்ணாதே என்னதெரியல ப்ரோ பாருங்க நெட் இல்ல ஆ அப்பளனா பாதனம் கண்டம் bro சாப கண்டா சாப いや फर्स्ट ஐயா கண்டிரில் ஆகிடுமா எவ்டி போகலாமா ஏய் bro நம்ம மைக்க ஆஃப் பண்ண போறோம் bro sorry ரொம்ப கேரியா ஏ மூட்டு கூட இல்ல நம்ம போன்னலவா நானும் வரேன் ஐயோ ஐடி காப்பி பண்ண முடியாதுல ப்ரோ எருப்பா இருக்கிறப்போ கம்மீ வருஷா <Belgian halo> <brutal> <laughs> பூஞ்சை ஆயா இருக்குல்ல நான் வந்து மூடிச்சு. நான் வந்து இந்த இந்த தானா அந்த நாடமா அது நாடமா இந்த மாதிரி அதெல்லாம் அது அதமா பாயா நான் நான் யாரில் எல்லாருமே கொடுக்குதான் இருக்காங்க அப்படியே லாட்ரு பால் அப்படி மோட்னா தான் பால <laughs> வயல گیا ها چاکلا ما ایردرابر گه கில்ல ஆடா புரியல ஐயோ ஹாய் ஏய் ஜென அரியன் வந்துட்டடா டோர்னமென்ட் அளவுக்குலாம் இல்ல bro பாருங்க லைவ் போயிட்டு இருக்கும்போதே இதுல வருது bro இப்ப லைவே कटாயேன்னு நினைக்கிறேன் bro என்னனே தெரியல இப்படி ரொம்ப இதா இருக்கு ஜென அரியன் வந்துட்டடா ஏய் சோலோ வாடா ஜாய் இடబెட்டி ஏய் சோலோ வா பாத்தனா Bro, gue seleng. Alien bro. Jangan, alien udah enggak. Ya jangan, ini udah enggak. Oh, parah. Maaf.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 ranked போடுங்க カラーカラー ஹலோ வாங்ஸ்னியா இல்லைங்க போட முடியாது அது yeah. அது நீ புரிய வரா ஈரக்குங்க தகரூர் மாட்டேன் அடத்திரா yeah, போனது <huh> அப்டா போச்சுடா ஆ ஆ எங்களைய பாரு இன்ஜனர் போட்டா இன்ஜனர் ஆனா இன்ஜனர் ஆட்டமா போடா ஆ ஆ நீ நாளே நீ நாளே இல்ல யாரோ கூலா திரியுது ஆ ஆ நான் தா போடுற நான் நடும ஜம்மா ஹமண்டல ஜம்மா டேய் நான் ரவியா அண்ணல பிளூலியா ஏங்க அவ மைய சார் ஆடு வா வா அந்த பெ <Notre horsuche> <à cause> of... <laughs> <small> <horsuche noise> Huh? Yeah. போல <playing> <dasão>? <Freiheit> <enforced slider> <mäßig> <clubs> <Flex> யாரும் வரமாட்டானே போயிட்டா 29 வந்து 8 கால் 28 18 6 டொனயா इट्स லெட்டஸ் Bye. ஓளே ப்ளூ ப்ளூ ப்ளூ ப்ளூ